ட்ரலிங்கும் ஏறிட்டு போகுது நாங்கள் எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து சின்ன ஒரு பிக்னிக் நம்ம போகிறோம் பார்த்துடலாம் வண்டியா பார்த்துடலாம் தூக்கல ஒளிச்சு ஒளிச்சு மார்க்க முன்னாடி ஒரு தம்முட்டியுமே அடிப்போம் அடிச்சுட்டு போனால் கொஞ்சம் செம கிக்க எப்படியாவது போய் ஏறணும் அதான் டார்கெட்